அனைவருக்கும் வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ஒன்மனே சாட் இன்னைக்கு இடே வந்து மே 5, டைம் வந்து 915 am ஏம் மார்க்கெட் ஓப்பனிங்கே ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கரண்ட்டில் ஒரு செல் கால் ஸோ அந்த ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றனால பை கால் கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு பை அட் தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் தான் என்ட்ரி பாயிண்ட் ஃபியூச்சர் ட்ரேடர் இந்த பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடர் கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் மேலே இருக்க கிரீன் கலர் லைன்ஸ் தான் டாக்ட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பான ஜஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் அதாவது நைன் சிக்ஸ்டின்கே பார்த்திங்க அப்படின்னா பைக் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே ஆட்டோமெட்டிக்காக கேண்டினுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக இருக்கின்ற பட்சத்தில் நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் அப்பர் சைட் ப்ரேக்வுட் அதனால் பைக் கால் இதே டவுன் சைட் பிரேக் அவுட்னா செல் கால் வரும் ஆப்போசிட் கால்ஸ் மட்டும் தான் ஜென்ரேட் ஆகும் யார் வேணாலும் சரி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா போதும் எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதேமாதிரி சார்ட் பார்த்துட்டு இருப்பீங்க அதுவே கால் சடையில் கேண்டில் கலரை மாற்றும் என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ்ன்னு கம்ப்ளீட்டான டீடைல் தரும் அந்த டீடெயிலில் வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்டில் பண்ணிக்கிறது உங்களுடைய வேலையாக இந்த சாட் உங்களுக்கு வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீடெயில் தெரிஞ்சிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைண்ட் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்ம பேசிகிட்ருந்தா ஜஸ்ட் இந்த ஒன் மினிட் கேப்லேயே நம்ம கிடைச்ச பைக்கால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் ஸோ இந்த கால் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டி பை கால் வந்திருக்கு வந்தது பார்த்திங்கனா செவன் ஃபிஃப்ட்டி போயிருக்கு இது வந்து ஒரு டீப்பான ஒரு இந்த ஆப்ஷன் அதனால தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி டேரக்ட் ஆப்ஷன் சார்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க் யூ